அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ல ஒன் மினிட் சார்ட் பாக்கிறோம் இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனதே பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் தேர்ட்டி த்ரீ கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா எவ்ரிடே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும் ப்ரீயஸ் டே க்ளோசிங் அப்போ செல் கால் வந்துபடி க்ளோசிங் கொடுத்தனால நமக்கு இப்போ ரெட் கலர் கேண்டில் ட்ரேடிங் போது நமக்கு தேவை மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும் நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆகும் ஏன்னா அதில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும் வரும் ஸோ எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே மார்க்கெட் ரைஸிங் அப்பர் சைட்ல வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு வந்ததுல பிரேக் அவுட் அந்த பிரேக் அவுட்னால இப்போ டென் டுவெண்டி ஃபைவ் நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆகுது பைக் கால் அப்படின்றனால கிரீன் கலர் கேண்டல் ஓப்பன் ஆகிட்டு பையட் 33,270.10, த்ரீ தௌசண்ட் டூ செவன்ட்டி பாயிண்ட் டென் அப்படின்ட்டு கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குது அதான் என்ட்ரி பாயிண்ட் கூற லைன் மேல இருக்க ரெண்டு கிரீன் கலர் லைன் ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன் ஃபஸ்ட் ஆர்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ இருக்கு எயிட்டி த்ரீ பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆரட் பிரேக் ஆகும் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ட்வெண்டி ஃபைவ் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் ட்ரேடிங்னு கூட சொல்லலாம் ஒன் ஆர் கழிச்சு இப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆனதுல ஃபஸ்ட் டார்ட் ரேஞ்ச் கிட்ட வந்திருக்கு ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் தேர்ட்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி பண்ணி எயிட்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்ல ஒரு புலிஷ் ட்ரென் அந்த புலிஷ் டென்ல பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டார்ட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் வந்து கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி கால் ஆப்ஷன் ஸோ ஒரு ஆப்ஷன் சார்ட் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்காண்டி இந்த சார்ட்டை ஷோ பண்ணுறோம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் டென்னில் பை கால் வந்து ஃபோர் எயிட்டி மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ஒரு டேரக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்ல அப்ளை பண்ணிங்கன்னா கால்ஸ் பாக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சாட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா WhatsAppல ஹைன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் subscribe பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது எவ்ரிடே அதுவே ஆட்டோமேட்டிக்காக calls ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த calls பார்த்து trade பண்ண போகிறீங்க உங்களால மேனுவலாக trade பண்ண முடியும் மேனுவல் ட்ரேட் சூஸ் பண்ணலாம் இல்லைன்னா auto trade choose பண்ணி நீங்கள் செகண்ட் package வச்சு ட்ரேட் பண்ணுறனால் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க